இன்றைக்கி நம்ம சேனலில் பள்ளிப்பாளையம் மட்டன் சுக்கா இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸும் இப்போ பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மட்டன் அரை கிலோ கடலை எண்ணெய் சின்ன வெங்காயம் இரநூத்தி ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு விழுது ஐம்பது கிராம் தேங்காய் பதினஞ்சு பொல் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு சீரகம் சீரகமிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ ஒரு குக்கர் வச்சு குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது கடலை எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே பிரிஞ்சியலை ஆட் பண்ணியாச்சு இப்போ பச்சை மிளகாய் கேட்டாச்சு பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கு போறோம் ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம இஞ்சி பூண்டு பொழுது சேர்த்துக்க போறோம் பூண்டு விளக்கு சேர்க்கணும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போறோம் ரெண்டு தக்காளிய நறுக்கி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்க போறோம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு உப்பு சீட்டுக்கு போறோம் தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் வச்சிருக்கீங்க அதை ஆட் பண்ணி வச்சு நீங்க காரம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இனியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மட்டன் மசாலாவும் தேங்காய் தேங்காய் சில்லும் நல்லா கிளரி விடுங்க ஒரு இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மட்டன் சேர்த்துக்கப்போகிறோம் வாஷ் பண்ணி நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மட்டன் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போறோம் மட்டன் வேகிற அளவுக்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிட போகிறோம் ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அஞ்சு விசில் விட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம பள்ளிப்பாளையம் மட்டன் சுக்கா இப்போ அது சாரு அதோட தண்ணிலாம் துன்றற வரைக்கும் நீங்க கிளவிக்கிட்டே இருக்கணும் ப்போ நம்ம கொத்தமல்லி புதினா கேட்டுக்க போகிறோம் நம்ம மட்டன் சுக்கா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு கம கமன்னு வாசனை வருது